அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க டிவேன் எனர்ஜி ஹீலிங் தெரப்பிலிருந்து பேசுறேங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சூரிய கிரகணத்தை பத்தி தான் பார்க்க போறோம் வரக்கூடிய ஜூன் மாதம் பத்தாம் தேதி உங்களுக்கு சூரிய கிரகணம் ஆகுது அன்னைக்கு வந்து அம்மாவாசை திதி எந்த நேரத்துல நம்மளுக்கு சூரிய கிரகணம் எந்தெந்த பகுதியில நம்மளுக்கு பாதிப்பு ஏற்படும் அப்படின்றதுக்கான ஒரு விளக்கம் கொடுக்குறேன் எந்த நட்சத்திரத்தை வந்து அது கிடக்குது இந்த சூரிய கிரகணம் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் கவனமா கேளுங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்க இப்ப முழு சூரிய கிரகணம் தெரியக்கூடிய இடங்கள் வந்து கண்டிப்பா நான் சொல்றேன் நோட் பண்ணிக்கங்க அட்லாண்டிக் பகுதியில வடக்கு ஏசியால கண்டிப்பா தெரியும் வட ஆப்பிரிக்கால அதிக பாதிப்பு இருக்கும் இந்த பகுதியில் நான் சொல்லக்கூடிய பகுதியில் எல்லா பகுதியிலையுமே அதிக பாதிப்பு இருக்கும் சூரிய கிரகணம் தெரியும் மேற்கு ஆப்பிரிக்கா கிரீன்லாண்டு வடக்கு பகுதி ஃபுல்லாவே தெரியுங்க வட அமெரிக்கா நார்த் ஏசியா இந்த பகுதியில் எல்லாமே வந்து உங்களுக்கு சூரிய கிரகணம் அதிக பாதிப்பு இருக்கும் நம்ம இந்தியாவில பொறுத்தவரை அதிக பாதிப்பு இருக்காது அதனால நீங்க பயப்பட தேவையில்லை ஆனா இந்திய நேரப்படி நான் உங்களுக்கு நேரமும் நான் சொல்லிடுறேன் அதுல நீங்க சேஃபா இருந்துக்கிறதுனால இருக்கலாம் ஒண்ணும் தவறு கிடையாது அஹ் வெளியே வந்தாலும் ஒரு தப்பு கிடையாது இருந்தாலும் நம்மளுக்கு அதிக பாதிப்பு இல்லை அப்படின்னு காட்டுது இருந்தாலும் நீங்க சேஃபா இருக்கிறது இருக்கலாம் அந்த டைமிங் மட்டும் நான் இப்ப சொல்றேன் கடைசியா சொல்றேன் நீங்க நோட் பண்ணிக்கங்க வைகாசி மாசம் இருவத்தி ஏழாம் தேதி அதாவது அம்மாசை திதி என்றுதான் வந்து உங்களுக்கு சூரிய கிரகம் ஏற்படுது அந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா ரிஷப வீட்டுல மிருக சிஷும் ஒன்னாம் பாதத்திலிருந்து இரண்டாம் பாதம் வரைக்கும் அது முடிவடையுது ஒன்னாம் பாதத்திலிருந்து ஆரம்பிச்சு கிரகணம் இரண்டாம் பாதம் வரைக்கும் முடியுதுங்க அந்த டைம் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது நல்லது நான் சொல்ல நாடுகள் நான் சொன்னேன் இல்லைங்களா வர்ஷியா வட ஆப்பிரிக்கா வட அமெரிக்கா மேற்கு ஆப்பிரிக்கா க்ரீன்லாண்டு அட்லாண்டிக் பகுதி நார்த் ஏஷியா வடக்கு பகுதியில் வந்து அதிக பாதிப்பு இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் அவங்களுக்கு டைரெக்டாகவே பார்க்கலாம் என்ன டைமிங்கில் பார்க்கலாம் இந்திய நேரப்படி நான் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த டைமிங்கை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதாவது ஜூன் மாதம் பத்தாம் தேதி மதியம் ஒன்று நாற்பத்தி ஒன்றுலேருந்து ஈவினிங் வந்து ஆறு வரைக்கும் வந்து உங்களுக்கு இருக்கும் அந்த சூரிய கிரகணம் ஆனா நம்மளுக்கு தெரியுமான்னு பார்த்தா கண்டிப்பா நம்மளுக்கு அந்த பாதிப்பு அதிகம் இருக்காது நம்மளுக்கு அந்த சூரிய கிரகணமும் தெரிய வாய்ப்பு குறைவு இருந்தாலும் நீங்க சேஃபா இருந்துக்கிறதுனா நீங்க இருந்துக்கலாம் அதுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தர்ப்புல் உங்க வீட்டு பக்கத்துல ஏதாவது கிடைச்சதுன்னா தர்ப்புல் இருந்ததுன்னா வாங்கி உங்க வீட்டுல வையுங்க அது சமையல் வைக்கிறது ரொம்ப சிறப்பு ஏன்னா நம்ம அன்றாடம் சாப்பிட்டுட்டு இருக்கோம் இல்லைங்களா அதை வந்து அந்த கதிர்வீச்சு சூரியனோட அந்த கதிர்வீச்சு வந்து அதிகமா பாதிக்காம இருக்கும் அந்த சூரிய கிரகணத்தோட அந்த எனர்ஜி வந்து நம்மளை பா இருக்கும் அதனால நம்ம வந்து எங்கெல்லாம் வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து கிச்சன் ரூம்ல நம்ம வைக்கிறது சிறப்பு பூஜை ரூம்ல வைங்க அடுத்து நீங்கள் பெட்ரூம்லேயும் நீங்கள் வைக்கலாம் தவறு இல்லை பக்கத்துலேயே வச்சுக்கூட நீங்க படுத்துக்கலாம் தர்ப்புல் இருந்ததுன்னா மிகப்பெரிய ஒரு ஒரு நெகட்டிவ் எனர்ஜியை வந்து உட்கிரகித்துக் அந்த விஷயம் வந்து அதை டிசன்டிகிரேட் பண்றதுக்கான வாய்ப்புகளும் அந்த தர்ப்புல்ல இருக்கு நெகட்டிவ் ரேஸ் நெகட்டிவ் எனர்ஜி இதெல்லாம் வந்து தர்ப்புல்ல வந்து அப்சர்வ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு அத டிசகிரேட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியும் அந்த தர்ப்ப புல்லுக்கு இருக்கு அதனால மறக்காம பக்கத்துல நியர்பை ஏதாவது கிடைச்சதுன்னா தர்ப்புல் வாங்கி வச்சுக்கோங்க இப்ப நான் சொல்லக்கூடிய நாடுகள் எல்லாமே தான் பாதிப்பு அதிகம் இந்தியால அதிக பாதிப்பு இல்ல குறைவுதான் அதனால பயப்பட தேவையில்ல நேரமும் நான் சொல்லிட்டேன் எப்பொழுதும்னா ஜூன் மாதம் பத்தாம் தேதி மத்தியம் நம்ம இந்திய நேரப்படி நான் சொல்றேன் ஒண்ணு நாற்பத்தி இருந்து ஈவினிங் வந்து சிக்ஸ் வரைக்கும் இருக்கு எங்க தெரியும்னு பாத்தீங்கன்னா நான் சொல்லக்கூடிய எல்லா நாடுகள்லயும் தெரியும் அட்லாண்டிக் பகுதி வட ஏஷியா வட அமெரிக்கா வட ஆப்பிரிக்கா அந்த மாதிரி மேக் ஆப்ரிக்கா கிரீன்லாண்ட் இதெல்லாம் தெரியும்னு நான் சொல்லியிருந்தேன் அந்த மாதிரி பகுதியில் வந்து அதிக பாதிப்பு ஏற்படும் அதனால நீங்க எதுவும் பயப்பட தேவையில்ல கர்ப்பிணி பெண்கள் இருந்தால் மோஸ்ட்லி நீங்க படுத்துக்கிறது நல்லது அந்த டைம்ல கிரகணம் ஏற்படும் நம்ம உறங்கக்கூடிய டைம் இருந்ததுன்னா அந்த டைம்ல மத்தியம் டைம்ல நீங்க படுத்துக்கலாம் தப்பு இல்லை வேலை செய்யணும் அப்படின்ட்டு அவசியம் இல்ல நம்மளுக்கு அதிக பாதிப்பு கிடையாது இருந்தாலும் வெளியே போகிறது கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது தர்ப்புல்ல இருந்து கிடைச்சதுன்னா நீங்க சமையல் கட்லயும் சாமி ரூம்லேயும் உங்க பெட்ரூம்லயும் வந்து நீங்க வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு தலகாணி கடியில கூட நீங்க வச்சுக்கலாம் தர்ப்புல்லு வச்சுட்டு கூட நீங்க படுத்தீங்கன்னா அந்த கதிர்வீச்சு வந்து நம்மளுக்கு பாதிக்காது நம்மளுக்கு எதுவும் பாதிப்பு கிடையாது இருந்தாலும் நீங்க சேஃபுக்கு நம்ம வைக்கலாம் அப்படின்னு நீங்க ஒரு ஐடியா கேட்டீங்கன்னா பண்ணலாங்களா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க நிறைய கிரகணத்தை பத்தி நான் சொல்லிருக்கேன் கேட்டிருக்கீங்க அதனால நான் சொல்றேன் தர்ப்புல் வந்து நீங்க வச்சுக்கிட்டு யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க வீட்டில் வச்சு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் அது வந்து வாடி போகுது ஒரு மாதிரி ஆகுது அப்படின்னா அப்போ நீங்க காஞ்சிடுச்சு அப்படின்னா நீங்க அதை போட்டுட்டு மறுபடியும் தர்ப்புல் புதுசாக வாங்கிக்கோங்க இந்த கிரகணத்துக்கு முன்னாடி நீங்க வாங்கி வைக்கிறது ரொம்ப ரொம்ப சேஃபு அது எங்கே பக்கத்துல இருக்க கோயில்கள்ல கேளுங்க ஐயரு ஐயர்கிட்ட கண்டிப்பா இருக்கும் ஏன்னா கோயிலில் கண்டிப்பா தர்பை வைப்பாங்க அதனால பக்கத்துல நியர்பை அதாவது கோயில் இருந்ததுன்னா கண்டிப்பா அந்த ஐர்ட்டு கேளுங்க அப்படி இல்லைன்னா நீங்க யாக வளர்த்துறதுக்குண்டான பொருட்கள் வாங்குவோம் இல்லைங்களா அந்த மாதிரி கடைகள்ல நீங்க கேட்டு பாருங்க இப்ப லாக்டவுன் அந்த கடைகள் திறக்கறதுக்கான வாய்ப்புகள் குறைவுதான் அதனால நியர்பை இருக்கிற கோயில்ல ஐயர்கிட்ட கேட்டு பாத்தீங்கன்னா வச்சிருப்பாங்க அதனால அது மாதிரி நீங்க செய்யுங்க கண்டிப்பா இந்த கிரகணத்தை பத்தி நீங்க பயப்படவே தேவையில்லை இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ள டிவைன் எனர்ஜி ஹீலிங் தெரப்பிய கண்டிப்பா பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்